الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா தொயா சதக்கீம் சுகல நீ தும் ஏகவல்லோனாகிய அல்லாஹல்லுஹு தாயாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசோலே கரீம் சலல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றொன்றும் நீண்டு ஆமீன் கண்ணிய அல்லாஹ் என்னடியார்களே இந்த மார்க்கம் தூய்மையை விரும்பக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் அசுத்தத்தை வெறுக்கக்கூடிய மார்க்கம் எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயத்திலும் தூய்மையை போதிக்கிறது ஒரு உணவை சாப்பிட வேண்டுமானாலும் கூட அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான் குழு மின தொய்யிபார் நல்ல விஷயங்களை தூய்மையானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் ஒரு அமலை செய்கிற போது அந்த அமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஓ அமல் உ தூய்மையான அமல்கள் பரிசுத்தமான அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக உள்ளே போகிற உணவு தூய்மையாக இருக்கிற போது நம்முடைய உடலில் வெளிப்பட வரக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அதுவும் தூய்மையாக இருக்கிறது ஆக உணவு தூய்மையாக உணவு பரிசுத்தமான உணவாக இருக்கிற போது நம்மிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அதுவும் தூய்மையானதாக இருக்கிறது எனவேதான் இந்த மார்க்கம் இருக்கிறது எல்லா வகையிலும் தூய்மையை போதிக்கிறது ஒரு முஸ்லீமினுடைய ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமிடத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாடை தூய்மையாக இருக்க வேண்டும் பெருமானா சலல்லாஹ் வலையி ஊசல்ல அவர்கள் சொன்னார்கள் மண் அக்கல பசலுன் மண் அக்கல பசலுன் வசூமுன் யார் பூண்டையும் வெங்காயத்தையும் பச்சையாக சாப்பிடுவாரோ அவர் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் லாய் குருபண்ண மசாஜிதனா எங்களுடைய பள்ளிக்கு அவர் நெருங்கி வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் ஏன் அந்த விஷயத்தை சொன்னார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் உளமாக்கல் ஏனென்று சொன்னால் பச்சையாக பூண்டையும் வெங்காயம் சாப்பிடுவதற்குறதே இது துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவர் பள்ளியில் வருகிற போது அவருக்கும் அதை சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அருகிலுள்ளவருக்கும் அதை சங்கடத்தை ஏற்படுத்துகிறது மலக்குமார்களுக்கும் அதை சங்கடத்தை ஏற்படுத்துகிறது எந்த வாடையை மனிதர்கள் வெறுப்பார்களோ அந்த விஷயத்தை மலக்குமார்களும் வெறுக்கிறார்கள் எந்த துர்நாற்றத்தை மனிதர்கள் வெறுப்பார்களோ அந்த துர்நாற்றத்தை மலக்குமார்களும் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே பெருமானா சலல்லா வளைகு செல்லம் அவர்கள் பூண்டையும் வெங்காயம் நீங்கள் சாப்பிட வேண்டுமானால் அதை சமைத்து சாப்பிடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு ஹலாலான பொருளாக இருக்கிறது பூண்டு வெங்காயம் இருக்கிறது இது ஹராம் ஒன்றும் அல்ல இது ஹலாலான பொருளாக இருக்கிறது ஆனாலும் கூட மார்க்கம் அதை பச்சையாக சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வருவதை தடுத்திருக்கிறது காரணம் என்ன அதிலிருந்து வெளிவரக்கூடிய துர்நாற்றம் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதி அல்ல நாவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானா சலல்லாஹ் அலிவுசல்லம் அவரிடத்தில் எல்லா சஹாபாக்களும் வந்து கேட்டாங்க யார் ரசூருல்லா ஜிப்ரலி அலி உங்களிடத்தில் வந்து ரொம்ப காலமாகி எதைச்சே என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள் ஜிபரன் உங்களிடத்தில் வந்து ரொம்ப காலமாகிவிட்டதே தாமதமாகிவிட்டதே என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள் அதற்கு பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானா சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும் எவ்வளவு கண்டித்து சொல்லியிருக்கிறார்கள் சொன்னார்கள் பலா யுபுத்தியும் என்னை சுற்றி நீங்கள் இருக்கிற போது மலக்குமார்கள் எப்படி வருவார்கள் பெருமான சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் என்னை சுற்றி நீங்கள் இருக்கிற போது மலக்குமார்கள் எப்படி வருவார்கள் அவ்வளவு கண்டித்து சொன்னார்கள் துலக்குவது கிடையாது உங்களுடைய நகங்களை சரியாக வெட்டுவது கிடையாது வலா தகுசூன சவாரிபக்கும் உங்களுடைய மீசையை கத்தரிப்பது கிடையாது வலா துவக்கூன ரவாஜிபக்கும் உங்களுடைய விரல்கள் இடுக்கிலுள்ள அழுக்குகளை நீங்கள் இருக்கிற போது மலக்குமார்கள் எப்படி என்னிடத்தில் வருவார்கள் என்பதாக சகாபாக்களை கண்டித்து பெருமானா சரலாரசு சொன்னார்கள் இந்த ஹதீஷிலிருந்து நமக்கு உணர்த்துவது என்ன இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தூய்மையாக இருக்கிற போது மலக்குமார்கள் நம்மோடு இருப்பார்கள் ஒரு மனிதன் அசுத்தமாக இருக்கிறான் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவனை விட்டும் தூரமாகி விடுவார் விடுகிறார்கள் எனவேதான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை கூட மலக்குமார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் பெருமனா செல்லல்லா அலி ஒரு மரண தருவாயில் ஒரு மனிதன் இருக்கிற போதும் அவனுக்கு மிஸ்வாக் செய்ய சொன்னார்கள் அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனை மிஸ்வாக் செய்ய சொன்னார்கள் ஏன் மிஸ்வாக் செய்ய சொன்ன மரணம் இருக்கிறதே மரணத்தினுடைய மலக்குமார்கள் வருவார்கள் எனவே அந்த மரண வேலையிலும் பெருமானா செல்லம் அவர்கள் அகன்யமானவர்களே நம்முடைய மார்க்கம் எல்லா நிலையிலும் தூய்மையை விரும்பக்கூடிய மார்க்கம் அசுத்தம் துர்நாற்றம் இதை ஒருபோதும் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது எல்லா நிலையிலும் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அசுத்தத்தையும் துர்நாற்றத்தையும் உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் எந்த பொருளெல்லாம் அசுத்தமும் துர்நாற்றமும் இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லா பொருளையும் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பொருளில்தான் போதை தரக்கூடிய இந்த மதுபானம் இருக்கிறது அல்ல இதை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இதை பற்றி குரான் சொல்லும் ஹபாயித் என்பதாக சொல்லுகிறது ஹபாயிஸ் அசிங்கம் என்பதாக குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது இருக்கிறது இந்த மதுபானம் இருக்கிறது இது துர்நாற்றம் தரக்கூடியது மதுபானம் இருக்கிறது இது துர்நாற்றம் தரக்கூடியதனால அல்லாஹ் இந்த மதுபானத்தை மது அருந்துவதை போதைப் பொருளை உட்கொள்ளுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இங்கே எல்லா போதைப் பொருள்களையும் எடுத்து பார்க்கலாம் எல்லா போதைப் பொருட்களையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாடகை துர்நாற்றமாக இருக்கிறது அதன் காரணமாக அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் எல்லா போதைப் பொருட்களையும் அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்னடியார்களே பெருமானா சலல்லாஹ் வலிகூசல்லம் அவர்கள் நபியாக வந்த அந்த ஆரம்ப காலகட்டம் நபியாக வந்த ஆரம்ப காலகட்டம் எல்லா மக்களும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டம் மக்கள் எல்லாம் நபீடத்தில் வந்து கேட்டார்கள் யார் அசூல் அல்ல நாங்கள் இன்னென்ன பொருள்கள் எல்லாம் போதைப் பொருளை தயாரிக்கிறோம் இன்னென்ன பொருட்களெல்லாம் மதுபானங்களை தயாரிக்கிறோம் இதுவெல்லாம் ஹராமா ஹலாலா என்பதாக நபியிடத்தில் வந்து கேட்டார்கள் அந்த காலத்தில் நிறைய பொருட்களை வைத்து விதவிதமான விதவிதமான முறையில் மதுபானங்களை தயாரிப்பாங்க இப்போ பெருமானார்கிட்ட வந்து கேட்டாங்க இது வெல்லாமல் ஹலாலா ஹராமா என்பதாக கேட்டாங்க பெருமானா சல்லா அலு இஸ்லம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள் இது இதில் போதை தருமா என்பதாக கேட்டார்கள் அந்த மனிதர்கள் சொன்னார்கள் ஆம் போதை தரும் எந்த பொருளிலே எந்த பானத்திலே போதை இருக்கிறதோ அந்த பானம் ஹராம் என்பதாக சொன்னார்கள் ஆனாலும் அந்த மக்கள் விடலை மீண்டும் மீண்டும் பெருமானாரட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டாங்க அந்த மக்கள் சொன்னார்கள் யார சூருல்லா இது எங்களுக்கு குளிர் பிரதேசமாக இருக்கிறது நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த ஊர் இருக்கிறதே அது குளிர் பிரதேசமாக இருக்கிறது நாங்கள் இந்த பானத்தை அறிந்தினோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு அது எங்களுக்கு குளிரை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக பெருமானார் கேள்வி கேட்டாங்க பெருமானா செல்லல்லாஹியூர் செல்லம் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள் சொன்னார்கள் வெளி நாங்கள் வெயிலில் வெயில் காலத்தில் அது எங்களுக்கு சக்தி தரக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் வேலை செய்ய போது அந்த பானத்தை நாங்கள் குடித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உடலுக்கு அது திடகாத்திரமாக இருக்கிறது இப்படி பல விஷயங்களை பெருமானாற்று மடக்கி மடக்கி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா வலியூர் செல்லம் எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில்தான் சொன்னாங்க மதுபானம் இருக்கிறதே மது இருக்கிறதே இதை அருந்துவதனால எந்த ஒரு நலவும் அதிகமாக குடித்தாலும் சரி அது முழுக்க ஹராமாக இருக்கிறது என்பதாக அந்த மக்களுக்கு சொன்னாங்க அடுத்து பெருமானா சொன்னார்கள் இந்த மது இருக்கிறது பாவங்களினுடைய தாய் என்பதாக சொன்னார்கள் உம்முல் ஹாய் எல்லா பாவங்களுக்கும் இதுதான் தாய் என்பதாக பெருமானா சல்லாஹ் அலி ஹூசல்லம் அந்த மக்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள் கணிமானவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் உஸ்மான் ரதியல்ல நகவர்கள் எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் சொன்னாங்க பனு இஸ்ரோவேல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி இருந்தார் பனு இஸ்ரவேல் காலத்தில் மிகப்பெரிய வணக்கசாலி எல்லா நிலையிலும் பல நாட்களாக பல ஆண்டு காலமாக வணக்க வணக்கமே புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆவிதாவான ஒரு மனிதர் அந்த மனிதரை ஒரு பெண் பார்க்கிறாள் இவரை எப்படியாவது வழி நினைக்கிறார் அப்போ நினைக்கிற போது அதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுது ஒரு நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு தேவை ஏற்படுது இந்த வணக்கசாலி அந்த வழியாக வெளியே போய் கொண்டிருக்கிறார் வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த வணக்கசாலியை வீட்டுக்கு அழைக்கிறாள் அந்த பெண் வீட்டுக்கு வந்த அந்த வணக்கசாலி வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண் கதவை தாப்பாலிட்டு கொள்கிறாள் இப்போ அந்த வணக்கசாலிகிட்ட மூணு விஷயத்தை சொல்றாள் அந்த பெண் மூணு விஷயத்தை சொல்றா ஒண்ணு என்னிடத்தில் விபச்சாரம் செய்ய வேண்டும் என் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்னு என்னிடத்தில் விபச்சாரம் செய்ய வேண்டும் அல்லது இதோ இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு சிறிய குழந்தை இந்த குழந்தையை நீ கொலை செய்ய வேண்டும் மூன்றாவது சொல்லுகிறார் அல்லது இந்த இந்த வீட்டில் இந்த மதுபானத்தை பருக வேண்டும் அந்த வணக்கசாலிக்கு எப்படியெல்லாம் சோதனை கொடுக்கிறான்னு பாருங்க அந்த வணக்கசாலி இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கிறா ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யறது ஒரு மிகப்பெரிய குற்றம் அவர் யோசிக்கிறாரு பெண்ணை விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய குற்றம் ஒரு குழந்தையை கொலை செய்வது அதுவும் சிறிய குழந்தையை கொலை செய்வது இருக்கிறதே விபச்சாரத்தை விட மிகப்பெரிய குற்றம் எனவே லேசான குற்றம் எது என்று பார்க்கிறாரு இந்த மதுதான் லேசான குற்றம் என்பதாக நினைத்து அந்த மதுவை எடுத்து விடுகிறார் இதைத்தான் உஸ்மான் ரத்திய அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்று பெருமானார் சொன்னார்களே அதற்கு உதாரணம் இதுதான் என்பதாக சொன்னார்கள் தாயாக இருக்கிறது என்பதாக உஸ்மான் ரத்தியல்ல அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஹினடியார்களே மது இருக்கிறது இது எல்லா நிலையிலும் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது எந்த விதத்திலும் இதை பெருமானா செல்லல்லா வழி ஒரு அவர்கள் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை காரணம் என்ன இதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் பெருமா நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே தூய்மையான மார்க்கம் எந்த விதத்திலும் துர்நாற்றத்திற்கு அனுமதி அளிக்கவே இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சதல்லா ஒளியோ செல்லம் வெள்ளிக்கிழமை குளிப்பதை கடமையாக்கினார்கள் வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை இல்லை சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் பெருமானார் ஒரு கட்டத்தில் கடமையாக்கினாங்க ஆயிஷாரதி அல்லாண்டா அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் ஏன் பெருமானார் கடமையாக்கினாங்கன்னு சொன்னால் எல்லா சகாபாக்கள் சில சகாபாக்கள் தோட்டத்தில் வேலை செய்யக் குழுவிலாக இருந்தார்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சால் தெரியும் எவ்வளவு வேர்க்கும் என்பதாக தெரியும் ஆக அப்படியே வந்து பள்ளிவாசலன் நின்றாருன்னு சொன்னால் அதன் காரணமாக அந்த துர்வாடையின் காரணமாக எல்லா மக்களுக்கும் தீங்கு ஏற்படும் என்பதற்காக பெருமானா சல்லாஹ் அலி ஊசல்லம் ஜுமாவில் குளிப்பதை கட்டாயமாக ஆக்கினார்கள் ஆக எல்லா நிலையிலும் தூய்மையை விரும்பக்கூடிய மார்க்கம் ஒருபோதும் ஒரு காலத்திலும் அசுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் அல்ல இது துர்நாற்றத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் அல்ல அதை மிக வன்மையாக வெறுக்கிறது என்பதாக பெருமளா செல்லா அலுலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக இஸ்லாம் வருவதற்கு முன்னால கூட சில சஹா மக்கள் மதுவை வெறுத்திருக்கிறாங்க இஸ்லாமினுடைய ஆரம்ப கட்டம் ஆரம்ப காலகட்டம் ஜாகிதாவுடைய காலம் என்பதாக சொல்லுவாங்க இந்த காலத்துல மது இந்த காலத்தில் மதுவை ஹராமாக்கப்படலை ஆனாலும் கூட இந்த காலகட்டத்திலும் சில சஹாபாக்கள் மதுவை அருந்தாமல் இருந்திருக்கிறார்கள் அறிவாளியான காஃபியர்கள் அவர்கள் மதுவை அருந்தாமல் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அபுவுக்க சித்திகரதில்லாம் அவர்கள் ஜாஹிலாவுடைய காலத்தில் கூட மதுவை அருந்தவில்லையே அபுவுக்க சித்திகரலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்கள் கேட்டாங்க நீங்கள் ஏன் ஜாஹிலாவுடைய காலத்தில் மதுவை அருந்தலன்னு கேட்டாங்க நீங்கள் ஏன் ஜாஹிலியாவுடைய காலத்தில் மது அருந்தலை என்பதாக கேட்டபோது அபூக்கர் சித்திகலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மதுவை அருந்தக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன் இந்த மதுவை அறிந்துவிட்டு போதையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன் அந்த மனிதர்கள் மலத்தை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொள்கிறார்கள் மலத்தை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொள்ளக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னாங்க கொஞ்ச நேரம் அந்த கடைக்கு முன்னால் நின்ண்டா போதும் நமக்கே வாந்தி வந்துடும் அந்த அளவுக்கு மு கேவலமான வேலைகள் கேவலமான எல்லா செயல்களும் அந்த கடைக்கு முன்னாடி நடக்க தான் செய்யுது ஆக அபூக்கா சித்திகளவர்கள் சொன்ன விஷயம் அதுதான் நான் ஏன் அருந்தில் சொன்னால் இதை நான் பார்க்கறேன் போதையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மலத்தை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய சகோதரியனுடைய சகோதரியனுடனும் புணர்வதையும் நான் பார்க்கிறேன் தன்னுடைய சகோதரியுடன் புணர்வதையும் நான் பார்க்கிறேன் தன்னுடைய தாயை விபச்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் எனவேதான் நான் ஜாஹிவுடைய காலத்தில் இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறதே இவ்வளவு அறிவை மலுகடித்து மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் விடுகிறதே என்கிற காரணத்தினால நான் இந்த பாவத்தை செய்யவில்லை என்பதாக ஹசரத் அபுபுக்கர் சித்திகரலாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக அறிவை மலுகடித்து மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய்விடக்கூடியதாக இருக்கிறது இந்த மதுவாக ஜாகிலாவுடைய காலகட்டத்திலும் அபுவுக்க சித்திகரண அவர்கள் ஒருபோதும் இந்த மதுவை பருகவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது மதுபானம் தடை செய்யப்பட்ட போது அந்த அந்த அந்த பாத்திரத்திற்கும் அல்லா பெருமனா சலல்லா லிஸ்வம் தடை விதித்தார்கள் மதுபானம் தடை செய்யப்பட்ட நேரத்தில் ஏன்னு சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த சிந்தனை ஏற்படும் பெருமானார் எப்போ மதுவை தடை செய்தாங்களோ அந்த பாத்திரத்தையும் சேர்த்து தடை செய்தாங்க எல்லா சகாபாக்களுக்கும் பாத்திரத்தையும் தடை செய்தார்கள் அதில் உண்ணவும் கூடாது அந்த பாத்திரத்தின் நீங்கள் பருகவும் கூடாது என்பதாக சொன்னாங்க கொஞ்சம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் பெருமானாட்டை போய் கேட்டாங்க யாரோ சொல்ல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் எந்த பாத்திரத்தை தடை செய்தீர்களோ அந்த தடையை கொஞ்சம் நீக்குங்க யார சொல்லுல்லா என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு பெருமானா செல்லல்லா வலிகூர் செல்லம் அந்த தடையை நீக்கினார்கள் என்பதை பார்க்குறோம் இந்த பெருமானா செல்லல்லா வலிகூர் செல்லம் அவர்கள் அந்த காலத்தில் அந்த ஹராம் மது ஹராமாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு சஹாபி வெளியூர்லேருந்து பெருமானரை சந்திக்க வராங்க பெருமானரை யாராவது வெளியில் வெளியூர்லேருந்து சந்திக்க வந்தாங்கன்னு சொன்னால் சில அன்பரிப்பு பொருட்களை கொடுப்பார்கள் சில அன்பளிப்பு சில ஹதியாக்களை பெருமானாருக்கு கொடுப்பாங்க கொண்டு வருவாங்க அதே போல அந்த சஹாபி இருக்கிறாரே வெளியூரிலேருந்து வரக்கூடிய அந்த சஹாபி பாவம் அவருக்கு தெரியல மது ஹராமாக்கப்பட்டது என்று அவர் வரும்போதே ஒரு பாட்டிலை வாங்கிட்டு பெருமான சந்திக்க வரார் இப்போ சந்திக்கிற போது கையில் இருந்த அந்த ஹதியாவை கொடுத்தார் காசை எடுத்துகிட்டு என்பதாக சொல்கிறான் பெருமனா சல்லா அலிஹூசெல்லம் அந்த சஹாபீட்டை கேட்டாங்க என்ன சொன்னீங்க அந்த மனிதர்கிட்ட யார சொல்ல இதை ஒரு காஃபிருக்கு விற்க சொன்னேன் என்பதாக சொல்கிறார் யார சொல்ல இது ஒரு காஃபி இருக்கு விற்க சொன்னேன் என்பதாக சொன்னார் பெருமனா சலல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எந்த பொருளை அல்லாஹ் உண்பதற்கும் எந்த பொருளை அல்லா குடிப்பதற்கும் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அந்த பொருளை விற்பதற்கும் ஹராம் அதன் மூலம் வரக்கூடிய வருமானமும் ஹராம் என்பதாக பெருமாளா சலல்லா அலிஹ செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்கள் பஜாரில் பீடி சிகரெட் போன்ற ஹான்ஸ் போன்ற போதை பொருட்கள் விற்கிறார்களே இதுக்கெல்லாம் இதனுடைய அடிப்படை என்ன அதிலும் எந்த அதில் இருக்கக்கூடிய போதையின் காரணமாக அதில் வரக்கூடிய பொருளும் அதுவும் ஹராமாக இருக்கிறது பெருமானா சொல்லல்ல அலிஸ்லம் அதைத்தான் சொன்னார்கள் எந்த பொருளை குடிப்பதற்கும் எந்த பொருளை நீங்கள் பருவதற்கும் அல்ல ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அதை ஒரு காஃபிற்கு விற்பதும் ஹராம் அதை ஒரு முஸ்லீமுக்கு விருப்பதும் ஹராம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானமும் ஹராம் என்பதாக பெருமானா சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக பெருமா அவர் அவ்வளவு மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே மதுவை அருந்துவதை பற்றி பெருமானா சல்லா அலி வல்லம் ஒரு ஹதீசில் சொன்னாங்க யார் மதுவை அருந்துவாரோ யார் இந்த உலகத்திலே மதுவை பருகுவாரோ நாளை மறுமையிலே அவர் அல்லாஹும் எப்படி சந்திப்பார்னு சொன்னால் அவர் இறைவணக்கசாலியாக அவர் சிலை வணக்க சாலியாக வணக்க வணக்கசாலியாக நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்பதாக பெருமளா சவல்லாசமோ சொன்னார்கள் ஆக மதுவை இந்த உறகில் அருந்த கூடியவன் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கிற போது சிலை வணக்கக்காரனாக அல்லாஹுவை சந்திப்பான் என்பதாக பெருமளா சவல்லா அலிஸ்மோர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக அவ்வளவு வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே மேலும் பெருமளா சவல்கள் சொன்னார்கள் மண் ஷரிப ஹம்ரன் கஜஹன் யார் மதுவை ஒரு துளி யார் மதுவை ஒரே ஒரு மிடர் சரி அவரு பெருமான கூட நுகர முடியாது என்பதாக சொன்னார் அவ்வளவு வன்மையாக இந்த மதுவனுடைய விஷயத்தில் கண்டித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு ஹதீஸ் யார் மது அருந்துகிறார்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லுங்க போதும் அந்த மதியினுடைய அந்த மதுவினுடைய கையில் கிளாஸ் வச்சுருந்தாலும் கீழே போட்டுருவார் அவ்வளவு வன்மையாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாக சொன்னாங்க இந்த உலகத்தில் யார் மது அருந்துவாரோ நாளை மறுமையில் அல்லா அவருக்கு கொடுக்கக்கூடிய பானம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் யார் மதுவை ருசித்து ரசித்து குடிப்பாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பானம் அல்ல சொன்னார்கள் பெருமானார் ஐ எஸ்கை மின் ரதகத்தில் ஹபால் அல்லாஹ் சீல்சலம் நிரம்பிய அந்த பானத்தை நாளை மறுமையில் அவர் கொடுப்பான் ஒரு சீல்சலம் இருக்கிறதே அது விரும்புவோமா ஒரு புண்ணில் ஒரு சீல்சலம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை தொடச்சி எடுக்கிறோம் அதை வெறுக்கிறோம் நாளை மறுமையில் யார் இந்த ஹம்ரை இந்த போதை இந்த மதுவை பிரியப்பட்டு ரசித்து குடித்தார்களோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக தண்டனை ரதகத்தில் கபால் சீல்சலம் நிரம்பிய அந்த பானத்தை கொடுப்பான் என்பதாக பெருமளா செலந்தாலிஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ் குரானில் இந்த மதுவை பற்றி சொல்லும் கூட மீன் அமலி ஷைத்தான் என்பதாக சொல்லுகிறான் ஷைத்தானினுடைய செயல் என்பதாக அல்ல சொல்லுடையிலுள்ள மக்கள் எப்பட்டு அதாவது உலகளாவிய மது ஒழிப்பு அவங்களுடைய அவி அவங்களுடைய அறிவிப்பு இருக்கிறதே ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஏறத்தாழ பதினைந்து வயதிலிருந்து அறுபத்தி வயது வரைக்கும் உள்ள நபர்கள் மது அருந்துகிறார்கள் 15 வயதிலிருந்து அறுபத்தி நாலு வயது உள்ளவர்கள் நபர் வரைக்கும் மது அருந்துகிறார்கள் இதில் எத்தனை நபர்கள் உலகத்தில் மது அறுத்துகிறாங்கன்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள் இரநூத்தி மில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் வாலிபர்கள் சரி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று எல்லோரும் அவர்கள் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் எண்பது ஆண்கள் இருபது சதவீத பெண்கள் இன்றைக்கு அவ்வளவு சர்வசாதனமாக ஆகிவிட்டது மது ஒரு சாதாரண ஒரு பங்கில் கூட மதுவை வைக்கக்கூடிய ஒரு நிலையை அவ்வளவு லேசாக ஆகிவிட்டது இருபது பெண்களும் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் இருபது ஆண்களும் பெண்களும் மது பாவனை பொருளுக்கு அவர்களும் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்களே அவ்வளவு மது மது போதை பொருள் இருக்கிறதே சது சர்வசாதாரணமாக அதிலும் குறிப்பாக வாலிப சமூகத்தில் பெருமானா செல்லல்லா அலுவலி சமூகங்கள் சொன்னார்கள் வெறும் மது மாத்திரம் போதை அல்ல வெறும் மது மாத்திரம் போதை பொருள் அல்ல உல ம மனிதனுடைய மூளையை மழுகடுக்கக்கூடிய மூளையை மயங்கடிக்கக்கூடிய எல்லா பொருளும் போதை என்பதாக சொன்னார்கள் மா ஹாமிரல் ஆக்கள் எந்த பொருள் எல்லாம் மனிதனுடைய அறிவை மழுகடிக்குமோ எந்த பொருள் எல்லாம் மனிதனுடைய அறிவை மயங்கடிக்குமோ அந்த பொருள் எல்லாமே ஃபகுவல் ஹம்ர் அது எல்லாமே ஹம் என்பதாக எல்லாமே போதைப் பொருள் என்பதாக சொன்னார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி உள்ள வாலிப சமூகம் எவ்வளவு பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் மது மருந்திரனாலும் கூட கஞ்சா கூல்லி போன்ற எல்லா பொருட்களும் போதைப் பொருட்களும் அவர்கள் சர்வ பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் சொல்லப்படுது அவர்கள் காலேஜில் இருக்கும்போது நமக்கு பெற்றோர்களுக்கு தெரியல காலேஜில் இருக்கும் கூட வகுப்பறையில் கூட அவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் சாதாரணமா எடுத்து வாயில வச்சுட்டு உட்காந்து தர்றான் பார்க்கக்கூடிய ஆசிரியர் எல்லாமே நாளா தெரிகிறார் ஆசிரியர் எல்லாமே நாளாக தெரிகிறாரு அவன் என்னத்தை பாடத்தை கவனிப்பான் என்ன படிப்பான் இப்படியாகத்தான் நம்முடைய இளைஞர் சமுதாயம் இருக்கிறது அவர்கள் சாதாரணமாக காலேஜிலும் சரி வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களிடத்திலும் சரி லேசான முறையில் மிக ஒரு ஒரு பாவம் என்று கருதாத நிலையில் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்கம் எல்லா விஷயத்தையும் எதுவெல்லாம் அறிவை மலுகடிக்குமோ அறிவை மயங்கடிக்குமோ அதை அத்தனையும் போதைப் பொருள்தான் என்பதாக பெருமானா செல்லலா லாலு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்களே இந்த மது பாவனை பொருள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்முடைய காதுக்கு கேட்க நம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஊரிலும் பல வாலிபர்கள் பல முஸ்லிம் ஆண்களும் பல முஸ்லிம் பெண்களும் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் கவ நம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க யோசித்து பார்க்கணும் இந்த நிலையில என்னுடைய மூத்து வந்து டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்னுடைய அந்த துர்நாற்றமான நிலையிலே என்னுக்கு அல்லாஹ் மூத்து கொடுத்து விட்டான் என்று சொன்னால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதாக யோசித்து பார்க்கணும் காரணம் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் மது இருக்கிறதே போதைப் பொருள் இருக்கிறது அது துர்நாற்றம் தரக்கூடியது பெருமாணா செல்லல்லா ஒளிவு செல்லம் ஒரு பல்லில் வரக்கூடிய வாடையை கூட மலக்குமார்கள் வெறுக்கிறான் வெறுக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அந்த போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடிய நிலையில என்னுடைய மூத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த முத்தை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் அந்த ஜனாதாவி எப்படி ஏற்றுக்கொள்வான் அந்த ரூகினுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த மதுவினுடைய அந்த ஒரு விஷயத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் யாரெல்லாம் மது அருந்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்கள் நல்ல வாழ்க்கையில் வருவதற்கு நாமும் அதில் முயற்சி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஒரு நம்முடைய ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்யப்படுகிறது அந்த ஒரு கூட்டம் நடத்த சில வாரங்களில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது ஒரு மசூரா செய்யப்பட்டது அந்த மசூடாவில் அல்லா என்னென்ன முடிவுகளை எடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாக அதன் மூலம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய வாலிப சமுதாயத்திற்கும் அல்லாஹ் பலன் தருவான